ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் வந்து இப்போது வந்து நைட் ஆயிடுச்சு ஆக்சுவலாட்டு நான் வந்து ஒரு வ்ளாக் மாதிரி நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க வீட்டிலருந்தே வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு ஸோ நான் வந்து இந்த விலாகில் வந்து அதை தான் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் அதாவது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் அதை உங்கள் கிட்டே உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின் இருக்கேன் ஸோ நான் என்னோடய ஆஃபீஸ் ரூமில் இருக்கேன் குட்டிஸ் எல்லாமே மேலே இருக்காங்க இப்போ தான் வந்து கிளீனிங் எல்லாமே முடிச்சுட்டு வந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டுருக்கேன்னா மொதல் வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மொதல் வந்து நான் எத்தனையுமே வந்து ஹவுஸ் ஒய்ஃப் மோட்டிவேஷனு ஒரு பிளாக் போட்டிருக்கேன் ஓகே ஹவுஸ் ஒய்ஃப் மோட்டிவேஷன் ஒரு பிளாக் போட்டிருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க அதில் வந்து நான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்க மைண்ட் செட் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மொதல் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா வீட்டில இருந்தே நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களோட பேஷன் என்னன்னு நீங்கள் பார்க்கணும் ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எனக்கு அதிலலாம் அவ்வளோ ஐடியா இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சது என்னன்னு Blog, YouTube, யூடியூப் அதுக்கப்புறம் ஹோம் business அந்த நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செல் பண்ணுவோம்ல அது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஆரம்பத்தில் என்னோட blog வந்து எம்மி அந்த பிளாக் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸ் முன்னாடி ஆரம்பித்தேன் ஸோ அது வந்து எப்படின்னா குக்கிங் விளாக் குக்கிங் பிளாக் ஆக்சுவலாட்டு ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸ் ஏன்னா வந்து நிறைய ப்ளாக் இருக்கு நிறைய வெப்சைட் இருக்குது குக்கிங் வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ அதில் வந்து யூனிக்காக யூனிக்காக இருக்கணும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் ஏனோ தானோ இன்ட்ரெஸ்டா ரீச் ஆக முடியும் பிக்சர்ஸ் ஓடி வரும் அதனால வந்து உங்களுக்கு வந்து பார்த்த உடனே வந்து அது வந்து புரிஞ்சிடும் உங்களுக்கு அஹ் என்ன என்ன எல்லா ரெசிபியுமே வந்து போட்டோ ஓடி வரும் அதாவது நம்ம ரீட் பண்ணணும்னு செலவுல ரெசிபி வந்து ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்கல்ல எழுதியிருப்பாங்க நான் வந்து என்ன பண்ணேன்னா எல்லாமே வந்து ஃபோட்டோஓடி ஒரு இப்போ வந்து ஆயில் ஊற்றுறேன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்வேன் ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணேன் ஸோ எயிட் இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ரொம்ப பாப்புலர் யூடியூப் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகவே இல்லை ஸோ வந்து எல்லாருமே வெப்சைட் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க அதனால ப்ளாக் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு எல்லாருமே வந்து எதாவது ரெசிபி வேணும்னா ஃபஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க கூகுளும் வந்து பிளாக் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வெப்சைட்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்ச்சில் கொடுத்துட்டுருந்துச்சு ஸோ அதனால நல்ல ரீச் ஆச்சு ஸோ பிளாகில் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் ஆ ஓகே ஃபஸ்ட்டு வந்து பிளாகில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பேடு இதுவும் இருக்குது ஃப்ரீ வந்து பிளாகர் டாட் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டொமைன் நேம்னு ஒன்று உண்டு அதாவது வெப்சைட்டுக்கு நேம் இருக்குல்ல ஸோ இப்போ என்னோடது வந்து எம்இ அதுதான் என்னோடய வெப்சைட் நேம் ஸோ அது வந்து உங்களுக்கு டாட் அப்படி முடிகிற மாதிரி உங்களுக்கு இஷ்டத்துக்கு என்ன டாட் அந்த மாதிரி முடிகிற மாதிரி வேணும்னு வைங்களேன் உங்கள் இஷ்டப்பட்ட பேரில் அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் அந்த கோ டேடி அதில் டொமைன் வாங்கிக்கலாம் ஸோ அப்படி வா வாங்கலை உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகிட்டே பிளாகரில் வந்து தர்றாங்க டொமேன் நேம் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த நேம் நீங்கள் வந்து ரொம்ப சூஸ் பண்ண முடியாது முடியும் ஸோ அது அது ஒரு ஆப்ஷன் பிளாகர் அது உங்களுக்கு ஃப்ரீ கம்ப்ளீட் ஆகிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹை லெவலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வேர்ட் உங்களுக்கு பெய்டு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஸோ அந்த இதில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு குக்கிங் இல்லைன்னா பியூட்டி எதுலையாவது பிளாக் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்க இதுல பிளாகரோ வெப் வேர்ட் ப்ரஸ்லையோ போய் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இருக்கிற நீங்க ஜஸ்ட் போஸ்ட் மாதிரி பப்ளிஷ் பண்ணலாம் இப்போ ஒரு ரெசிபின்னா ரெசிபி டைட்டில் கொடுத்து போட்டோ எடுத்து அந்த ரெசிபியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்து பப்ளிஷ் பண்ணலாம் பியூட்டி பண்றீங்க அப்படின்னா பியூட்டி இதுலயும் நேம் கொடுத்து என்னவோ அது உங்களுக்கு டெக் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் எழுதுகிற ஸ்கில்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணிக்கலாம் இது வந்து பிளாக் இதில் வந்து எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும் ஒன்று மொதல் ஆப்ஷன் வந்து மானட்டைசேஷன் அதாவது ஆட்ஸ் அப்புறம் அந்த டிஸ்பிளே பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எத்தனை வியூவர்ஸ் வந்து உங்க பிளாக வந்து பாக்குறாங்களோ அதுக்கு தக்குன்னா ஏர்னிங்ஸ் வந்து வரும் சோ பிளாக்ல ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வந்து தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் வியூவர்ஸ் வேணும் உங்களுக்கு ஸோ நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் வியூவர்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சமாவது ஏர்னிங்ஸ் பார்க்க முடியும் ஸோ என்னோடய பிளாகில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கே வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் பீப்புள் பார்ப்பாங்க ஸோ அதனால எனக்கு வந்து அதில் வந்து கொஞ்சம் ஏர்னிங்ஸ் வரும் அது ஏன்னா நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து பில்ட் பண்ணிட்டே இருக்கணும் கண்டன்ட் ஸோ நம்ம வந்து நிறைய ரெசிபிஸ் போடணும் நிறைய போட்டுட்டே இருக்கணும் உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் எனக்கு அடுத்த மாதம் ஏர்னிங்ஸ் வரணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வராது உங்களுக்கு ஒன் இயர் இல்லைன்னா டூ இயர்ஸ் நீங்கள் கான்ஸன்டாக கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும் இது வந்து பிளாகில் உள்ளது ஸோ நெக்ஸ்ட் ஸோ இது வந்து பிளாக் வந்து உங்களுக்கு ஈஸி தான் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் வந்து எனக்கு வந்து டூ இயர்ஸ் கழிச்சு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஒரு பிளாக் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்களோட நேஷன்னு சொல்லுவாங்க அது நேஷன்னு சொல்லுவாங்க உங்களோட நிறைய ஐடியா உங்களுக்கு எதுல இருக்கோ அதை வச்சு நீங்க பிளாக் ஆரம்பிச்சு எழுதலாம் வெப்சைட் எழுதலாம் கான்ஸ்டன்டா நீங்க எழுதிட்டே இருக்கணும் கான்ஸ்டன்டா போஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கணும் சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கணும் அந்த மாதிரி சோசியல் மீடியான பேஸ்புக் ட்விட்டர் கூகுள் பிளஸ் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் ரொம்ப பாப்புலர் அதுல கண்டிப்பா நீங்க ஆக்டிவா இருந்து உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களோட வந்து நீங்க ப்ரமோட் பண்ணணும் ப்ரமோட் பண்ணும்போது தன்னால உங்களுக்கு வந்து வியூவர்ஸ் வரும் அது ஒன்று இன்னொன்று இது வந்து பிளாகில் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு ஆட்ஸ் டிஸ்பிளே ஆகுறது சொன்னேன்ல ஸோ சைடில் வந்து ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் அதில் இயர்னிங்ஸ் வரும் செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து ரெசிபி போடுறீங்க ஃபுட் ரிலே ரிலேட்டடாக பிளாக் வச்சுருக்கீங்க உங்களுக்கு வந்து குக்கிங் ரிலேட்டடாக வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ ஏதாவது ஒரு food product to இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி குக்வேர் ஸோ உங்களுக்கு ரிலேட்டடாக உள்ளவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க குக்கிங் ரெசிபிஸ் ஃபுட்டு அந்த ரிலேட்டடாக உள்ளவங்கெல்லாம் பிராண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஆட் வைக்கணும் உங்கள் இதில் இல்லைனா நான் சாம்பிள் அனுப்புறேன் நீங்கள் வந்து அதை வச்சு ரெசிபி கிரியேட் பண்ணணும் இல்லைனா என்னோட ப்ராடக்டை வந்து ஃபோட்டோ எடுத்து உங்களோட போடணும் இல்லைனா சோஷியல் மீடியாவில் போடணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் வியூவர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு சார்ஜ் பண்ணலாம் அது ஒரு மெத்தட் ஆஃப்னிங் அதுக்கு வந்து நீங்க மெயின் ஆட்டு வந்து சோசியல் மீடியால இருக்கணும் சோசியல் மீடியால நீங்கும் போது இது வந்து செகண்ட் மெத்தட் பிராண்ட்ஸ் வந்துட் என்னன்னு ரிலேட்டடா பண்றீங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம் நல்ல ஒரு கேமரா வாங்கிட்டு அதுல வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சில பேர் வந்து அவங்களோட ப்ராடக்ட் அனுப்புவாங்க அனுப்பிட்டு வந்து போட்டோ எடுத்து அத இது பண்ண சொல்லுவாங்க நல்ல போட்டோஸ் அந்த மாதிரி இது பண்ணலாம் So food photographer. That's why you should talk about your food. I am a chicken <laughs> ah, chicken. <laughs> Mahi hi, chal. Anna... Hi, chal. Okay, go. This is the food photography. So you are already in the food photography. I am aware of the cooking. So that is related to that. But you are interested in cooking. நீங்கள் வந்து ஒன்று பிளாக் ஆரம்பிக்கலாம் அப்புறம் சோஷியல் மீடியா ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் ஃபுட் ஃபோட்டோக்ராஃபி ஒரு நல்ல எஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் ஆகிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ஏதாவது ஒரு ப்ராண்ட் வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து ஃபுட் ஃபோட்டோ நல்ல ஃபோட்டோ எடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஸோ இவ்வளவும் வந்து பிளாக் ரிலேட்டடாகட்டு வேற ஏதாவது எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் செகண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் அதுதான் இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டில் இருக்கு So YouTube வந்து இப்போ வந்து என்ன சொல்ல பிளாகுக்கு நிந்தி வந்து வெப்சைட் அது எல்லாமே ஃபர்ஸ்ட் இருந்துச்சு செகண்ட் வீடியோஸ் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து யூடியூப் தான் எல்லாத்தையும் விட டாப்ல இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ குக்கிங் ரிலேட்டட் இல்லைன்னா வந்து பியூட்டி இல்லைன்னா எது ரிலேட்டடா உங்களுக்கு இருந்தாலும் ஹவுஸ் கீப்பிங் என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து போன்ல எடுத்த வீடியோஸ்யா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு போன்ல வந்து வீடியோஸ் எடுத்து நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம் வந்து இப்ப அவங்களோட பிசி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க நீங்கள் வந்து யூடியூப்பில் விந்தியெல்லாம் எப்படின்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணோ ஒன்று டக்குன்னு மானடைஸ் பண்ணிடலாம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் இருக்கணும் தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸ் இருக்கணும் இவ்வளோ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆப்ஸன்ஸ் ஐ மீன் யூடியூப் வந்து உங்களோட சேனலை வந்து மானட்டைஸ் பண்ண முடியும் ஸோ வந்து எது ஆரம்பிக்கதாக இருந்தாலும் இப்போவே ஆரம்பிக்கிறோம் இப்போவே ஆரம்பித்தா உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும் மேல அவங்க மானிட்டஸ் பண்ணிடுவாங்கு வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ குவாலிட்டி வீடியோ கிளாரிட்டி வந்து நல்லா இருக்கணும் நல்ல ஃபோன் இதில் வந்து வீடியோ நல்லா இருக்கோ அதை யூஸ் பண்ணி எடுக்க செகண்ட் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்கணும் ம மக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கொடுக்கணும் அது செகண்ட் இது அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஒன் வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சோஷியல் மீடியாவில் க்ரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் நிறைய ப்ரமோட் பண்ணும் நிறைய ப்ரமோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ஈஸியாக வந்து பாப்புலர் ஆகிடும் ஃபோர்த் வந்து மெயினாக என்னென்னா யூடியூப் வீடியோஸ் பாப்புலர் ஆகிறது வந்து சிலது வைரலாக போக ஆரம்பிச்சிடும் மெயினாக யூடியூப்ல வந்து மக்கள் வந்து எதை விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குன்னா அதை ரிலேட்டடாக வீடியோஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு ஃபேமஸ் ஆகிடும் அது ஒன்று அப்புறம் மெயின் வந்து என்னென்னா யூடியூப்பில் நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ரியாலிட்டியாக இருங்க சொன்னேன் நேச்சுரலாக இருந்தாலே நம்ம வந்து ரியல் லைஃப் ரியாலிட்டியாக இருந்தாலே உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நல்லா ரீச் ஆகும் இப்போ வந்து இப்போ கரண்டாகட்டு வந்து பிளாக் தான் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது ஸோ எனக்கே வந்து ஒரு எமிடமின்னு ஒரு சேனல் இருக்குது இது வந்து செகண்ட் சேனல் நான் ஓப்பன் பண்ணது ஸோ எமிடமி சேனலில் வந்து என்னோடய ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குல்ல அந்த பிளாகில் போடுற ரெசிபி அதை எல்லாத்தையும் ஒரு வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுவேன் அது அந்தளவுக்கு ஒரு நிறைய பேர் பார்ப்பாங்க பட் அந்தளவுக்கு ரீச்சுன்னு சொல்ல முடியாது ஸோ செகண்ட் வந்து எனக்கு தமிழில் வந்து பிளாக் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ அதுக்கு வேண்டிதான் இந்த சேனல் ஆரம்பிச்சேன் இந்த சேனல் வந்து ரெஸ்பான்ஸ் மக்களுக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அது எனக்கு பயங்கர ஹாப்பி இதுவே எனக்கு வந்து என்ன சொல்ல ஒரு பெரிய மோட்டிவேஷன் என்னோட டைட் டைட் பிஸி ஸ்கெட்யூல்ல வந்து நான் வந்து உங்களுக்கு வேண்டி கஷ்டப்பட்டு வீடியோஸ் எடுத்து நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட்ல இருக்கு ஸோ நீங்க இது மாதிரி ஆரம்பிச்சா கூட உங்களுக்கு வந்து டக்கன் ரீச் ஆகும் அதுக்கப்புறம் யூடியூப் இது அப்புறம் தேர்ட் ஒன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து செல் பண்றது என்னோட தங்கச்சி பண்ணிட்டு இருக்கா இல்ல உங்களுக்கு வந்து மசாலா ஐட்டம்ஸ் பிக்கள் பொடி பேபி ஃபுட் அதுக்கப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு வைங்களேன் இல்லைன்னா உங்களுக்கு வேற இதுலயாவது எனக்கு வந்து இதுல ஐடியா இருக்கு நான் இதை சேல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப ஈஸி நீங்க வந்து ஒன்னும் சோசியல் மீடியால ஃபேஸ்புக்லாம் பேஜ் கிரியேட் பண்ணி அதில் சேல் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில் பேஜ் கிரியேட் பண்ணி அதில் வந்து சேல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சின்னதாட்டு இது பண்ணுங்க சின்னதாட்டு கொஞ்சம் பேர்த்துக்கு நல்ல ப்ராடக்ட் தான் அனுப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ சின்னதாக ஆரம்பிச்சு அது மாதிரி ப்ரமோட் பண்ணி ஃபேஸ்புக்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி உங்களோட பேஜை வந்து அட்வர்டைஸ் பண்ணி உங்க ப்ராடக்ட்டை வந்து நீமோட் பண்ணும்போது அது தன்னால ரீச் ஆகும் ரீச் ஆகும்போது தனி சோஷியல் மீடியாலேயே வச்சுக்கோங்க சேனல் வெப்சைட்டும் ஆரம்பிச்சிருங்க மெயினாக வந்து ரீச்ங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து உங்களோட நேம் வந்து ஃபஸ்ட்டு வர்றதுல தான் இருக்குது பாப்புலாரிட்டி உங்களோட பேர் வந்து உங்களோட ப்ராண்ட் நேம் ஏதாவது ஒன்று இப்போ வந்து எம்இட்டமி அதை அதை எம்இட்டம்மி நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நம்பர் ஆஃப் ரிசல்ட்ஸ் அது ஏன்னா வந்து நான் அவ்வளோ போஸ்ட்லேயும் எம்இட்டமிங்கிற வேர்டை வந்து பதிச்சுருக்கேன் இப்போ வந்து யூடியூப்லேயும் எமிட் அப்படிங்கிற வேர்டு வந்து பதிஞ்சுருக்கு சோ அந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட brand name நிறைய social media website YouTube அப்படி நிறைய இதில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சு கான்ஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட brand name வந்து Google சர்ச்ல வந்து எஸ்சிஓன்னு சொல்லுவாங்க அதை அது வந்து இதாகும் டாப்பில் கான்ஸ்டண்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாகிட்டு எது அப்டேட் ஆகிட்டே இருக்கோ அதுதான் கூகுள் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவிலலாம் ஆக்டிவாக இருக்கணும் நல்ல ஆக்டிவாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து க இதாக முடியும் ஸோ நம்ம ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு ரீச்சே ஆகலை நீங்கள் அப்டேட்டே பண்ணாமல் ரீச்சே ஆகலைன்றதா நடக்கவே நடக்காது கான்ஸ்டண்ட்டாக இயர் இயர்ஸாக்ட்டு உங்களோட உழைப்பை கொடுக்கணும் உங்களோட பேஷன் எதுவோ அதை கண்டுபிடிச்சி அதில் கான்ஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகணும் ஸோ முக்கால்வாசி இதை கவர் பண்ணிட்டேன் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்டில் கொடுங்க நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதை ஷேர் பண்ணுறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச வேஸ் ஆஃப் ஏர்னிங்கை வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் பை